நம்பி இதெல்லாம் வந்து வாயில பேசறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா செயல்ல நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ற சில பேர் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்ற சில பேர் உனக்குலாம் ஏண்டா இந்த வேலை அப்படின்னு ஒரு சில பேர் அப்புறம் உங்ககிட்ட பேசுற தைரியம் இல்லாமல் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுற சில பேர் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க நீங்க எப்போ கீழே விழுவிங்க திருநெல்வேலியை விட்டு கரெக்டாக கிளம்பியாச்சு மணி ஏழு மணியாகுது இன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஸோ இப்போ வந்து தென்காசி போய்ட்டுருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி ஸோ இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி போகிற ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப காலமாகவே இந்த ரோடு அப்படி தான் இருக்குது இதுதான் மெயின் ரோடுன்றதால நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதால் வந்து இந்த ரோடு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம கண்ணாடி போட்டுரும் இல்லைன்னா வந்து இந்த கிளாரில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்ணாடி வச்சுருக்கேன் ஸோ அந்த கண்ணாடியை மாற்றிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் சொன்னாங்க நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ரீச் திருநெல்வேலி சாரி தென்காசி ஸோ தென்காசிக்கு போயிடலாம் ஓகே ரோடு பெருசாக தான் ஆரம்பிச்சிருச்சு ஸோ குளிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் க்ளவுஸ் போடலை நான் ஆக்சுவலாக ரெண்டு நாள்தான் க்ளவுஸ் போகிறோம் தான் சுற்றிட்டுருக்கேன் நான் நான் ட்ரைவ் நைட்டு டிரைவ் பண்ணவே இல்லை ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் ட்ரை ரைடு முடிஞ்சிருவேன் லாஸ்ட்டு டூ வந்து என்னோடய ரைடு ரெண்டு ரைடுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போட்டினதில்லை ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு முடிச்சிடுவேன் ஏழு மணி கூட இல்லை ஆறு அஞ்சரைக்கெலாம் முடிச்சிட்டேன் ஸோ இந்த ரைடு எப்படி போக எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இதுதான் வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் டைம்னால் லைக் இந்த ரைடில் அதாவது சவுத் தமிழ்நாடு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தபுரத்து வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் ட்ரைவ் பண்ண போகிறேன் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ விசாரிச்சிட்டேன் ஓரளவுக்கு ஏன்னா நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண இடத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் விசாரிச்சிட்டேன் ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது போகலாம் ரோடு அங்கங்கே தான் இருக்கும் ஆனால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பீடாக போக போகிறது இல்லை ஸ்லோவாக தான் போக போகிறோம் ஜாலியான தான் ரைடாக இருக்க போகுது ஏன்னால் யூஸ்வலாக எனக்கு நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதும் ஏர்லி மார்னிங் ட்ரைவ் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் ஸோ லைக் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும் என்கிஸ் என் வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஜி ட்ராவலர் மிஸ்டர் ஜி ட்ராவலர் ஸோ நீ எவ்வளோ டிராவல் பண்ணிட்டு சும்மா என்கிட்ட ட்ராவலர்னு பேர் வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு டிராவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன ஆனாலும் ப்ராப்ளம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் வச்சுருக்க விஷயங்கள்லாம் நல்லா போச்சு அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பெரிய பெரிய ட்ராவல்ஸ்லாம் இருக்கும் அண்ட் இன்னொரு டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து நான் வந்து கண்டிப்பாக லடாக் போகணும் அப்படின்னு தாங்க வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ட்ரைட் வைக்கணும் அப்படின்னு ப்ளான் பண்ணியிருக்கேன் ஓகே தென்காசி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஸோ போர்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பஸ்ஸி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் குற்றாலம் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸோ அப்படியே போக வேண்டியதுதான் உழைத்து கம்மியாகிடுச்சி ஸோ அதனால வந்து நான் வந்து என்னோடய தலைவா அவர் இந்த பக்கம் பார்க்கவே இல்லைங்க ஜஸ்ட் அவர் பாட்டு ஆர்டர் அடிக்கிறதை கூட கேட்காமல் அவர் பாட்டு திரும்பி போயிட்டே இருக்காருங்க ப்ளீஸ் ரொம்ப காஷியஸாக ட்ரைவ் பண்ணுங்கள் எப்பயுமே நைட் ட்ரைவ் பண்ணுறவங்க நான் வந்து ரொம்ப ஸ்பீடெலாம் போகல ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என் கேமராவில் நான் ரொம்ப பெருசாக ஸ்பீடெலாம் போக மாட்டேன் ஏன்னா என்ன சொல்லுவனா எந்த விஷயம் போனாலும் பரவாயில்ல வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும் அப்படி தான் சொல்லுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பத்திரமா வந்துடும் ஒரே காரணத்துக்காக தான் வந்து வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி சுத்தமாக அவோட் பண்ணுறாங்க லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் வாழ்க்கை இருக்காது உனக்கு என்ன இருக்குன்னு நீ வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்றது நான் வாங்குகிற சம்பளத்தில் மாதத்துக்கு நான் வாங்குகிற பாதி வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் லைக் இது நிறைய வீடியோஸ் போட்டதில்லை ஆனால் இப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் முன்னாடி நான் ட்ராவல் பண்ணும்போதெலாம் வந்து என்கிட்ட கேமரா வாங்குறதுக்கெலாம் காசு கிடையாது ஆக்சுவலாக எனக்கு என்னென்னே தெரியலைங்க என் வந்து ஈஸியெலாம் வந்து இந்த முன்னால் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு ஆனால் அதை வந்து வளாக் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்போயுமே வந்தது கிடையாது ஆனால் நான் வந்து உங்களோடய ட்வெண்ட்டி வந்து நான் மறக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ் வந்து எனக்கு அந்த கேமரா கிஃப்ட் பண்ணாங்கன்னு ஆக்சுவலாக அந்த கேமரா நான் காசு கொடுத்துங்களேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டாக இருக்கு ஸோ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு நம்பளையும் நம்பி ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சி கிஃப்ட் இருக்குது அஞ்சாறு ஜீவில் இருக்குது ஸோ அதுங்களுக்காகவாது நம்ம வந்து நல்லா ப்ளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருக்கேன் என்ன நம்பிக்கையில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னால் என்ன முடியுமோ நான் அதை வாக் பண்ணுறேன் ஸோ ஏதாவது கொத்தம் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கீழே நான் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிக்கிறேன் ஏன்னா ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து தெரில எங்கே இருக்கும்லாம் தெரில அது எனக்கு போட்டுட்டு போயிட்டுருக்கேன் அது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட திரும்ப என்னெல்லாம் திரும்ப முடித்தேன் அப்படி இல்லை எங்கேயாவது எனக்கு கூகுள் மேப்பை சொதப்படுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக போய் ஓக்கரவாள்கிட்ட கேட்டுருவேன் எனங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு முன்னாடி போகிற பஸ்ஸு தென்காசியிலும் போதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தென்காசின்னு சொல்கிறத விட தென்காசி அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த லோக்கல்ஸ்லாம் அங்கே லோக்கல்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லும்போது தென்காசி தென்காசி அப்படின்றங்க ஸோ நல்லது ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னாடி போகிற பஸ்ஸு தென்காசி தான் போது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தரல எவ்வளோ பெரும் வந்திருக்குன்னு தரல மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஆயிடுச்சா ஏழரை ஆயிடுச்சு ஓ இந்த பேக்ஸ் ஒர்க்கு ஃபஸ்ட்டு போயிடலாம் தரலாம் பெட்ரோல் போடலைங்க ஆக்சுவலாக ஐம்பது கிலோமீட்டர் தானே பையன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அகெயின் கேல்குலேஷன் வந்து நம்ம வச்சுருக்க கால்குலேஷனில் பையன் போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பெருசாக ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலை ஸோ அதனால் அந்த கேல்குலேஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ நம்ம தென்காசி போயிட்டு கொஞ்சம் நாள் சுத்தமும் செய்யலாம் அதனால் அதை பற்றி நம்மளுக்கு இப்போ போய் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப்பிட்டு இப்போ எதாவது ஒரு வேலை இருந்தால் கொஞ்சம் வேலை இருக்கும் ஸோ அந்த வேலையை பண்ணி பார்க்குறோம் ஸோ தெனாசி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸோ ஆக்சுவலாக வந்து ஆறு கிலோமீட்டர் கனடாய் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப பேசவே இல்லை ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பார்த்திண்ணா வந்து நிறைய வீடியோவில் வந்து அமைதியாக ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் வளாக் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது யாருக்கிட்டாவது பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவட்டி சொன்னால் இருக்கும் இன்னும் கஷ்டமும் கூட சொல்லி சொன்னாக்க நான்லாம் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் என்னங்க ஒரு கேமராவை எடுத்து ஹெல்மெட்டில் மாட்ட போகிறீங்க அதுக்கப்புறம் பைக்கு உங்களுக்கு கேமரா சொல்லியே இருக்க போது அந்த பைக்கில் பேசிட்டு போக போகிறீங்க அந்த பைக்கில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யோசிச்சுருக்கேன் இப்போ ஒரிஜினலாக பண்ணும்போது தாங்க அதோடய பள்ளி என்ன கஷ்டம் என்னன்னு தெரியுது பார்த்திபுர சொன்னது முன்பை அப்படிங்க ஏன்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைடை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேசிகிட்டே பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து எவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ வளாக் பண்ணாதவங்களுக்கு அது சுத்தமாக ஐடியா இருக்காது ஓகே தான் இந்த ரோடு இன்னும் பெருசாலாம் இல்லைங்க எங்கள் லைக் எங்கள் சொந்த ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்குது சுற்றிலும் காடு எனக்கு அப்படிதாங்க ரைட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை சுற்றி காடாக இருக்கணும் டீப் ஃபாரஸ்டுக்குள்ளே நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து நான் வந்து ஊட்டி போனேன் அப்படின்னா என்னோடய நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளானில் என்னோடய வந்து அப்கமிங் லிஸ்ட்டில் வந்து ஊட்டி போகிற பிளான் இருக்குது ஆனால் ஊட்டி வந்து நான் நார்மலாக வந்து சென்னையிலேருந்து கிளம்ப போகிறதில்ல நான் சென்னையிலேருந்து பேங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து பந்தி ஃபாரஸ்ட் பந்தி ஃபாரஸ்ட் வழியாக வந்து நான் வந்து ஊட்டி போனோம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறைய பேர் ப்ளாக் பண்ணும்போது பார்த்துருக்கேன் அந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஒயில்டுப்போடு டிராவல் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு யோச்சிட்ருக்கேன் ஸோ நல்ல பந்தி பந்தியப்பூர் பந்திப்பூர் போய்ட்டு தான் நான் போவேன் கண்டிப்பாக ஸோ பந்திப்பூர் இல்லாமல் நான் போக மாட்டேன் ஓகே ஸோ பந்திப்பூர் இன்கேஸ் நான் ஊட்டி போனேன் அப்படின்னா வந்து பந்திப்பூர் வழியாக தான் போவேன் ஓ இந்த எடுக்க மாட்டேன் பக்கத்தில் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பார்த்துருக்கலாம் அதுக்கு தெரிஞ்சுருக்கும் நோ ப்ராப்ளம் நாளைக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா சுற்றி பார்க்குறோம் கண்டிப்பாக சுற்றி பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் நான் எல்லாமே வந்து ஏர்லி மார்னிங் தான் சுற்றணும் அப்படின்னு ஒரு நாள் குற்றாலம் அப்புறம் இந்த ஃபால்ஸ் எல்லாம் சுற்றுனோம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை பொறுமையாகவே எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் என்ன ஊர் வந்திருக்கோம் கண்குறிச்சி குறிச்சி ஸ்டீன்ட் ஓகே யார் யாருக்கெல்லாம் வந்து டீப் ஃபாரஸ்ட்குள்ள ட்ராவல் பண்ணோம் யா யாருக்கெல்லாம் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படின்றது கீழே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கே எங்கே எங்கே ட்ராவல் பண்ணால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தட் நான் வந்து கூகுளில் சில போல் வீடியோக்கள் ஃபோட்டோஸ்களை பார்த்துட்டு இஃப் இட் இஸ் பாசிபிள் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணாமல் போட மாட்டேன் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணுவேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நான் ஒரு வாட்டி வண்டியில் ஓரமாக போட்டு கண்ணாடி மாத்திடணும் அப்படின்னு தோணுது ஓகே அடுத்ததா ஒரு சின்ன ஊர் வரட்டும் கண்டிப்பாக நம்ம கண்ணாடி போட்டுருவோம் ஏன்னா வர வண்டிலாம் வந்து ஃபுல் ஹை பீமில் இருக்காங்க ஓகே அவங்க தப்பு சொல்லக்கூடாது நமக்கு கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ஹை பீமில் வர்றதால் எனக்கு கேமராவில் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஐ மீன் எனக்கு தெரியல இத்தனாலும் நல்ல டயர்டு இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதனால் வந்து எனக்கு பெருசாக டயர்ட்னஸ் தெரியல ஆனால் போகும்போது தான் எப்படி போக போகிறதுனு தெரில ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இது தேர்ட் டேவோட ரைட் வந்து தேர்ட் டே வந்து தேர்ட் தேர்ட் டேவோட ரைடு வந்து எண்டாக போகுது ஸோ இந்த ரைடு வந்து நம்ம தென்காசி ரீச் ஆகிட்டோம்னா எண்ட் ஆகிரும் ஸோ எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து வி ஷுட் அப்புறம் அங்கே இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் ஒர்க் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்தால் திரும்ப மாதிரி வெளியே போக ஆரம்பிப்போம் ஸோ அதனால் இந்த இந்த ஒரு நாலு நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து நம்ம கன்னியாகுமரி போனோம் ஸோ கன்னியாகுமரி ஜஸ்ட் எயிட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் அங்கேருந்து ரீச் ஆகிடலான்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் கிட்டே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும் டு சென்னை ஸோ அதுவும் டூ டேஸில் ரீச் ஆகணும் ஸோ ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் வந்து என்னால் வந்து முந்நூறு கிலோமீட்டர் டச் பண்ண முடிஞ்சாதான் ஐ கேன் ரீச் திஸ் திங் சென்னை ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ரைடே ஈவினிங் நான் கிளம்பணுன்னு வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரைடே ஈவினிங் கிளம்ப முன்னிதான் பார்ப்போம் ஃப்ரைடே ஈவினிங் கிளம்ப முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் அகெயின் எல்லாம் மேலே இருக்குவன் சில அவன் சொல்கிறது தான் அவன் பிளான் தான் நம்ம போடுற பிளான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது ஏன்னா நான் இன்றைக்குமே இன்றைக்கே நான் இப்போ ரே ரைட் பண்ணும்போதே வந்து வச்சுருந்த பிளான் என்ன அப்படின்னா சீக்கிரமாக அதாவது ஏர்லியே ஏர்லியாக வந்து நான் கிளம்பினோம் அப்படின்னு பிளான் லைக் பகல்லையே கிளம்புனோம் அப்படின்னு பிளான் பட் முடியாமல் போயிடுச்சு ஸோ அர்லியே இல்லை நைட்டில் போயிட்டுருக்கேன் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சு கரெக்டாக இன்னும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம் ஆக்சுவலாக நம்ம தென்காசி உள்ள போல தென்காசி அவுட்டரில் தான் போகிறோம் இப்போதைக்கு ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தென்காசி உள்ளே போக போகிறோம் ஸோ அதனால் இப்போதிக்கு தென்காசி உள்ளே நான் வந்து தென்காசிக்கு எப்படி ரீச் ஆக போகிறேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தென்காசிக்குள்ளே சுற்றும் போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து நிறைய இடம் போகலான்டான்னு வச்சுருக்கேன் முக்கியமாக அதில் வந்து ஒன்று பாட்ரு பரோட்டா கடை ஸோ எல்லோரும் இங்கே போகிறேன்னு சொன்ன உடனே போய் கண்டிப்பாக சாப்பிடு சாப்பிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சுருக்காங்க அப்புறம் அகெய்ன் குத்தாலம் குற்றாலம் கண்டிப்பாக போனோம் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்குன்றதால் குத்தாலம் கண்டிப்பாக போகிறோம் அப்புறம் குத்தாலம் முடிச்சுட்டு லைக் குத்தாலம் மாதிரியே இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியுதான்னு தெரில எல்லாம் ப்ளான் தான் போடுறோம் என்ன நடக்கும் போதோ தெரியல ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃப்ரைடே நைட்டு வந்து கன்னியாகுமரி போய்ட்டு காலையில் சன்ரைஸ் சன் சன்செட் ஓகே சன்செட் முடியாது ஸோ சன்ரைஸ் பார்க்குறோம் சன்ரைஸ் பார்த்துட்டு சன்ரைஸில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வந்து மதியம் போல் ரீச் ஆனோன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு யோசிக்கிறேன் ஸோ ராமேஸ்வரத்துக்கப்புறம் அங்கேருந்து அஃகோர்ஸ் டேரெக்டாக வீட்டுக்கு தான் ஸோ அதுதான் வந்து கண்டினியூவஸ் ரைட் பண்ணலாமா இல்லை எங்கேயாவது ஸ்டே பண்ணலாமான்னு பிளான் பண்ணிருக்கேன் ஸோ கண்டினியூஸ் ரைட் பண்ண முடிஞ்சால் ரோட் நல்லா இருந்தால் கண்டினியூவாக ட்ரை பண்ணலாம் இல்லைனா வந்து ஒரு ஹால்ட் எடுப்போம் ஸோ கண்டிப்பாக ஒரு இது எடுப்போம் அமைகாட் இதில் பக்கம் போதே அப்படி இருக்குது அப்படி இருக்க பொது தெரில வா வா வா வா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க ல்லாக தென்னை மரந்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தென்னை மரம் தொப்பு ஸோ இப்போ நம்ம திரும்பணும் இல்லையா அந்த ரோட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அது தென்காசி போயிடும் வந்து இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் இன்னோரு இருக்குது ஸோ நம்ம தென்காசி போல் நான் சொன்ன மாதிரி தென்காசி அவுட்டரில் ஒரு இடத்துக்கு போகிறோம் Otalom bari ஸோ கைஸ் நம்ம நினச்ச மாதிரி தென்காசி நேற்று நைட்டு ரீச் ஆயாச்சு ஸோ இப்போ வந்து தென்காசி ரீச் ஆகல தென்காசி அவுட்டரில் ரீச் ஆயாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்காசி நோக்கி போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஆலைகள்லாம் இருக்குது வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது ஃபுல்லாக மண் வந்ததால் ஸோ அதனால் வண்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினோம் ஏன்னா இங்கே நம்ம இங்கே தான் ஃபோர் டேஸ் இருக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணும் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு முக்கியமாக செப்பல் இல்லைங்க செப்பல் வாங்கினோம் ஏன்னா செப்பல் வந்து ஷூ போட்டே ட்ரைவ் பண்ணுறதுக்காக செப்பல் வாங்கவே இல்லை ஐ மீன் செப்பல் கொண்டு வரல கேரி பண்ணலை ஸோ இப்போ போயிட்டு தென்காசி போயிட்டு தென்காசி தான் எங்கள் பக்கத்தில் டவுனாக ஸோ அதனால வந்து தென்காசி போயிட்டு தென்காசியில் போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கேன் ஸோ தென்காசி போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல முக்கியமாக ஏடிஎம் தேடணும் ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஏடிஎம்மில் பை பண்ண எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து தென்காசி இல்லைனா தென்காசியே போய்ட்டு ஏடிஎம்ல பண்ண எடுக்கலாம் அப்படின்னா இங்கேயே ஒரு ஏடிஎம் இருக்குது ஓகே ஸோ ஏடிஎம்மில் பண்ண எடுத்தாச்சு ஸோ இப்போ டேரெக்டாக ஆள் தான் ஸ்ட்ரைட்டாக தென்காசி போக வேண்டியதான் தென்காசி போய்ட்டு என்னென்ன ஆள் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வேண்டி தான் ஸோ தென்காசிக்கு போயிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் பைக் வாஷ் பண்ணுறோம் அப்புறம் செப்பல் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டே பண்ணிக்க இடத்துக்கு வரோம் ஸோ இந்த ரோட்டில் வந்து ஆறு கிலோமீட்டருக்கு போனால் தென்காசின்னு போட்டிருக்கு சோ வா ஓகே நாலு கிலோமீட்டர் தென்காசி ஓகே ஃபார்மிங் தாங்க நிறைய இடத்துல வந்து இந்த ரோட்டில் தான் வந்தோம் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு தென்காசியில் ஐ மீன் தென்காசியில் தென்காசி போல் ரோடு செம்மையா இருக்குங்க ஆனா தென்காசி பை பாஸ் சொல்றாங்களே அந்த ரோடு பாருங்களா ரொம்ப மோசமாக இருக்கும் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது ஆனா இன்னமும் வந்து அந்த சில்னஸ் போல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு வெயில் வந்தாலும் முதல்ல நூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் லெப்ட் எடுத்தா அதே மாதிரிதான் தஞ்சை சிட்டிக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் டவுன் டவுன்னு டவுன் ஒன்று registration vandu 76 na t u 76 da vandu registration inga to oyyo sipoddi சோ இங்கே தான் வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயில் கோபுரம் தெரிஞ்சது தோற்கப்புருங்க ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் எங்கே போட்டுட்டு எப்படி போனாலும் கோவில்களில் போயிடலாம் அது பிரச்சனை இல்லை நான் கோவில்களில் போகும்போது உங்களுக்கு நின்று காமிக்கிறேன் நான் கோவில்கொள்ளே போக <laughs> ...... சுத்தமா இல்லைங்க சுத்தமா இல்லை ஆனால யாருமே இல்லை இப்பதான் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா புலி அருவி புளியருவியில் வந்து யாருமே இல்லை என்னன்னு பார்த்தா அங்க தண்ணியே இல்லை என்னடா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்னு போட்டிருக்கே இன்னும் வந்து நம்ம வந்து ரீச் ஆகலையே அப்படின்னு யோசிச்சேன் ஒரு விஷயம் என்னடா எதுவுமே காணமே அப்படின்னு பார்த்தேன் தண்ணி இல்லை